வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்திர கலைச்சில் குரு பயிற்சிக்கு இந்த குரு பயிற்சி இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத பாக்கலாம் மிதனராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து வருடமாவே கண்டக சனி அஷ்டமசனில ரொம்ப கொடாத பாடு பட்டிருப்பீங்க கஷ்டங்கள் துன்பங்கள் நிறைய அடிபட்டு நீங்க வந்திருப்பீங்க நிறைய விஷயங்களை அக்காவோ இருந்தாங்க உதவி செய்யக்கூடிய ஆண்டா இருக்கும் நீங்க ஏதாவது இடம் வாங்குறீங்க வீடு கட்டுறீங்க இல்ல சுப பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய சப்போர்ட் அதிகமா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி லாபஸ்தானங்கள் லாபஸ்தானம் வந்து பாத்தீங்கன்னா தொழில லாபம் கிடைக்கிறது ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இடத்துல ராகுவும் வராதுல குருவும் ராகுவும் பதினோராம் இடத்துல சேர்றாங்க அப்ப உங்களுக்கு அட்டகாசமான ஆண்டா அமையும் இது மிதனராசி பொறுத்த வரைக்கும் அதிக லாபங்கள் அதிகம் கிடைக்கும் அப்ராடு செல்றதுக்கு அமைப்புகள் இந்த ஆண்டு நிச்சயம் கிடைக்கும் அதே சமயம் இடம் வாங்காதவங்க கண்டிப்பா இடம் வாங்குவாங்க வீடு கட்டாதவங்க கண்டிப்பா மிதனராசிக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்குங்க அது சப்போர்ட் பண்றது யார் மூத்தவர் இருந்தாங்க ரிலேஷன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பண்ணுவாங்க மூத்த சகோதரர்கள் இல்லை அப்படின்னா உங்களுடைய கசின் அவங்க வந்து உதவி பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து இயல்பாவே உங்களுக்கு இருக்குங்க இந்த ஆண்டு வந்து நிச்சயம் இருக்கு அடுத்து மூன்றாம் இடம் தைரிய விரி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் அந்த உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி இறங்குவீங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் இறங்கி அதுல வெற்றி காணக்கூடிய அமைப்பு வந்து இந்த மிதனராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சூப்பரா இருக்குங்க என்ன குரு பயிற்சி அட்டகாசமா இருக்கு பதினோராம் லாபஸ்தானத்துல கரெக்டா மூன்றாம் இடம் அதாவது ஐந்தாம் இடத்தை தான் அவர் பாக்குறாரு மிதனராசிக்கு மூன்றாம் இடம் தைரிய விரி ஸ்தானத்தை பாக்கிறதுனால எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கக்கூடிய ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணி கோலை பண்ணிட்டு இறங்கிடுவீங்க யோசிக்கலாம் மாட்டீங்க இந்த ஆண்டு வந்து இறங்குறதுதான் கண்டிப்பா வின் பண்ணிடுவீங்க அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அடுத்த ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய இடம் பூர்வ புனேஸ்தானம் புத்திரஸ்தானமும் கூட அந்த புனிஸ்தானத்துல வந்து உங்களுக்கு குரு பகான் பார்வை டேரெக்டா பார்க்கறதுனால பிள்ளைகளால சந்தோஷம் பெருமை அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட் உங்க குழந்தைகள் வந்து விருதுகள் வாங்குவாங்க மகிழ்ச்சி அடைவீங்க மிதன ராசிக்காரங்க அதே மாதிரி ஐந்தாம் இடம் வந்து பூர்வீகம் முன்னோர்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதாவது உங்களுக்கு சொத்து ஏதாவது வரக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி இல்ல ஒரு வாக்குவாதங்களா போயிட்டு இருக்கு சொத்து பிரச்சனை போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த சொத்து முடிவுகள் ஏற்பட்டு உங்க பேருக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கட புத்திரஸ்தானத்தை பெருமை எல்லாமே இருக்கும் அதே மாதிரி புத்திரஸ்தானம் வலுப்பெறதுனால உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்க கண்டிப்பா இந்த ஆண்டு குழந்தை நிச்சயம் இருக்கு அதனால முயற்சி எடுங்க அதை விட்டா முயற்சி எடுத்து நீங்க கண்டிப்பா பாருங்க அடுத்தது ஏழாம் இட இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் திருமணம் நடக்கும் எதுக்கும் நீங்க உங்க ஜனநகால ஜாதகத்தை எடுத்து பக்கத்துல ஜோசிக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா ஜோதிடர் இருந்தாங்கன்னா உங்களை போய் பாருங்க இல்ல நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணும் என் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு வேகன்றவங்க காண்டாக்ட் பண்ணுங்க நான் ஜாதகம் பார்த்து கொடுக்குறேன் அடுத்து ஏழாம் இட களத்தரசானத்தை இருந்தோம் ஏழாம் இட களத்தரசானத்தை குரு பகவான் டைரக்டா பாக்குறாரு ஒன்பதாம் அப்ப இந்த ஆண்டு வந்து நிச்சயம் திருமணம் நடக்கும் மிதனராசிக்காரங்களுக்கு அட்டகாசமான திருமணம் நடக்கும் அதே மாதிரி திருமணமே நடக்காது ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த ஆண்டு வந்து நிச்சயம் முடியும் நீங்க மனசை வந்து தளரவிடாதீங்க நிறைய பேருக்கு வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஐயமே மேரேஜ் ஆகலன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ஆண்டு முயற்சி எடுங்க கண்டிப்பா நிச்சயமா சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை குறிக்குது எட்டாம் இடம் வந்து ஒற்றுமை குறிக்குது ஆனா கணவராக இருந்தா மனைவியும் மனைவியா இருந்தா கணவரையும் குறிக்குது அவங்க மூலியமா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஆண்டா இருக்கும் அவங்க மூலியமா ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு வெளிநோ வெளிநாடு செல்றதுக்கு உண்டான அமைப்புகள் வெளியூர் போறதுக்கு உண்டான அமைப்புகள் நிறைய ஸ்பிரிச்சுவல் டிராவல் பண்றதுக்கு உண்டான அமைப்புகள் வந்து இயல்பாகவே மிதனராசிக்காரர்களுக்கு இருக்குங்க அது கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நீங்க போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க இது கண்டிப்பா நடக்குமா இது இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஆண்டுன்னு சொல்லலாம் தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்கு நிச்சயம் வந்து வெற்றி நிச்சயம் அவங்களுக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து ப்ரமோஷன் கிடைச்சி போகிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கு வேலை கிடைக்காம ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆண்டு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு வேலை அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்ப படிக்கிறதுக்கு உண்டான நிறைய இருக்கு ஏன்னா பதினோராம் இடத்துக்கே வராரு குருபாபான் நல்ல ஒரு வருசிக்காரங்களுக்கு அட்டகாசமா இருக்குங்க டைம் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஜிவன் எனர்ஜி ஹீலிங் தரப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்